அவதான் கால் பண்றான் என்ன மணி என்னன்னு கே ஹலோ ஓ இந்த வீடு தானா ஆமாம் வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போலாம் ஆமாம் ரொம்ப நல்லா இருக்கும் வீடு வயல் நல்லா இருக்கு okay so en dialogue endha madam do ungala dialogue idda naavaga iruka ivlo periy dialogue ah okay fine okay i sel panren okay chupollaama ah chupolla take one roll நாமதா ஏதாவது தேவையா நம்ம பண்றோம் நல்லா பார்த்துகோங்க வாங்க நம்ம டி2 சைடுலாம் ஓகே நம்ம டேக் 3 போய்டலாம் அசிஸ்டன்ஸ் கண்டிப்பா ஏதோ பூனையோ எலியா அங்க சுத்திட்டு இருக்கோம் நீங்க போய் அத கவனிக்கறது உங்க வேல. போங்க. ஓகே இந்த டேக்ல எல்லாம் சவுண்ட் வந்தது உங்க பொறுப்புதான். உங்களோட கான்ட்ராக்ட்ல பாதியே கேன்சல் பண்ணிரலாம். போலாம். ¿Qué es eso? ஏற்கனவே வர காலையில என்னமோ நடந்தது பயப்படுவானே ஒரு வேலை இவனுக்குள்ள கத்தி தூண்டிருக்கோ சவுன்னா ஏடிக்குல தப்பி தப்பா மண்டலத்தை போட்டு கூட்டி வந்த வச்சான் நான் தான் நির্বான் சேனலல મંદિર பிடிடா ஓகே கான்சனா இங்க இருந்து போய் கான்சனா மீன் இல்ல வண்ட கூ மாட்டம் ஜம் ஜம் ஜம் கான்சனா பேயே அங்க போட்டிங்க வந்து போயிடு முதலிட்ட வீட்டுல இருந்துக்கோங்க என் சாரி நல்கா என் சாரி நலக்கா பாம ஆனா இப்ப என்கிட்ட புட்டு இல்லை நான் அழைச்சிட்டேன் கொஞ்ச நாங்க போட்டீங்க போடு